வணக்கம் குரூடாயில் மினியில் ஒன் மினி சார்ட் பார்க்குறோம் ஸோ நம்ம கமாடிட்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாட்டில் வந்து சிக்னல் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும் டெய்லி பேசிஸில் நம்ம பேங்க் நிஃப்டியில் கால்ஸ் எப்படி வருதுன்னு நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் தான் நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி அப்புறம் பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும் இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக இப்போ பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஸோ இப்போ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆச்சு அதுக்கு ப்ரீயஸ் கால் பாருங்கள் பைக் கால் இந்த பைக்கால் வந்து ஒரு ஈவினிங்கில் ஃபோர் தேர்ட்டிக்கு அப்புறமா சிக்ஸ் ஃபைவ் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட்டான பைக்கை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஃப்ளாட்டாக போயிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டாக ரெட்டை பிரேக் அவுட் 6610 சிக்ஸ் ஒன் ஜீரோ அதுக்கப்புறமும் புல்லிஷ் மொமெண்டம் அதில் செகண்ட் டாரட் ரேஞ்ச் 6626 ஐயும் டுவெண்ட்டி சிக்ஸையும் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு ப்ரேக் அவுட் பண்ணிச்சு ஃபைவ் தேர்ட்டிலிருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் கண்டினியூஸாக டவுன்சைட் இறங்குனதுல நமக்கு டவுன்சைட் ப்ரேக் அவுட் ஆகிட்டு செல் காலாக சேஞ்ச் ஆயிருக்கு நமக்கு கால் வரும்போது பார்த்திங்கன்னா சிக்னல் மாதிரியே இருக்கும் டப்புன்னு நமக்கு இப்போ ரெ செல் கால் அப்படின்றனால இப்போ ரெட் கலரில் சிக்னல் நமக்கு கொடுக்குது ஸோ கேண்டிலுடைய கலர் ரெட் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு நம்ம ப்ரீவியஸ் கால் பைக்காலையும் ஷோ பண்ணிணோம் ஸோ பைக்கால் வரையில் நமக்கு க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது இல்லைனா லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் கீழே இறங்கினா செல் கால் ஆகும் மேலே போனால் பைக் காலாகவும் கால்ஸ் வரும் கேண்டில் கலரை மட்டும் வச்சே உங்களால் இந்த ட்ரெண்ட் இப்போ என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து என்ட்ரி எங்க எடுக்கலான்றதுக்கு அந்த கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் இருக்குவாங்க செலட் சிக்ஸ் 6602 அததான் டூ அதுதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன் ஸோ கீழே இருக்கிறதெல்லாம் டார்கெட் லைன் மேலே இருக்கிறது ஸ்டாப்லாஸ் லைன் ஃபர்ஸ்ட் டாரெட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவில் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் ரேஞ்சில் நமக்கு இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அந்த கால்ஸ் பார்த்துட்டு வெறும் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆட்ரு ப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் ப்ரேக் அவுட் பண்ணி தொடர்ந்து பீரிஷ் மொமெண்டமில் நமக்கு சிக்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கனா மார்க்கெட் டவுன் சைடில் இறங்கிச்சு ஸோ செல் கால் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நிறைய வாலெட் எழுந்துச்சு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே மாற்றி மாற்றி நமக்கு போச்சு ஸோ கால் ஜென்ரேட் ஆனது இங்கே தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே தான் கொஞ்ச நேரம் ட்ரேடிங் போச்சு ஒரு ஃபைவ் டென் பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறமா தான் நமக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் நல்லா இறங்கினதில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து இறங்கியிருக்கு ஸோ நமக்கு ஜென்ரேட்டான கால் எப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சாட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ